மற்றும் புயலுடன் பலத்த மழை காற்று வீசும் என்ற காரணத்திற்காக பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் ஆகிய அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது ராசா இருக்கு உள்ளது இந்த வைரஸ் தற்போது பரீมาณ அளச்சி அடைந்துள்ளது இந்த தகவல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நீ உலக செய்திகளை எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டது பொது குட்டிச்சிட்டி ஒளும் மரியாதை எப்ப போய் படு இல்லடி நான் நடக்கறதே வேற ஹே முக்கிய செய்தி முக்கியக்கிட்டு போச்சு போற இருமா இந்த Dressலயே உங்க ரெண்டு பேத்தியே தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நீனும் ஹேமா வர்ற போய் பெட்ல போய் படுத்துறங்க நான் போய் நைட்ரைஸ் எடுத்துட்டு வந்தறேன் அண்ணா நீ படுக்கலையா அண்ணா எக்சர்சைஸ் பண்ணிட்டத பா முளச்ச காலன் மாதிரி நின்னுட்டேနေ கடுபேத்திட்டிருக்கயோ ஒழுங்கா தூங்கு ஹே எக்க தைச்சு பண்ணாகா சிச்சு பேக் வந்தாக்க எக்க தைச்சு பண்ணாகா சிச்சு பேக் வந்தாக்க ஹே குட்டி செட்டி பெட்டு மேல ஏறி நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க வர வர உன் சேட்டக்கி அலவேலாம போயிருடா எல்லன் அப்பா கொடுக்கற செல்லம்டா முத அவره தூக்கி போட்டு வெளுக்குறேன் அப்புற உனைய வச்சிக்குறேன் அம்மா இது டான்ஸ் மா டிஸ்கோ டான்ஸ் மா கம் ஆன் ஜாயின் வித் மீ அண்ட் கம் ஆன் டான்ஸ் சொன்னா ஆட்டமா ஆடிக்கிட்டிருக்கே ஹே அப்பா காலின் மேல் அடைச்சிட்டாங்க அப்பா வந்துட்டாங்க நான் வந்துட்டேன் குட்டி ஜெட்டியும் ஹேமாவாரும் எங்க இருக்கீங்க அப்பாディப்பர் இருக்கிறதளே நீங்க அப்பா சூப்பர் கேங்க வா வா குட்டி ஜெட்டியோட சேட்டை தாங்கவே முடியல அவને கொஞ்சம் என்ன என்ன கேளுங்க அம்மா சொல்றதை கேக்கணு குட்டி ஜெட்டி ஓ நல்லதுக்காக தான அம்மா சொல்றாங்க சரி சரி கேக்குறேன் வெட்டி கಂದ್ರ பேசாம வாங்க போவோம் டிவில நம்ம சோ சின்ன சைன் போட்டாங்க பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் ஆகிய அனைத்திற்கும் விடுமுறை விட் நாளை ஹே சூப்பர் நாளை காபி ஸ்லீவ் நல்லா 10 மணி வரைக்கும் தூங்கலாம் டை மாச்சு இப்போ எல்லாரும் போய் படுக்குறீங்களா இல்லையா ஐயோ குட்டிச்சிட்டி உங்க அம்மாக்கு பேய் பிடிச்ச ஆரம்பிச்சிடுச்சுடா வாடா ஓடிர்வோம் மணி எட்டாயிருச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க இதுங்க பிள்ளை இல்ல சென்னி என்னத்த பண்ண அப்பே சரியா இருந்தானே பிள்ளை செறியா இருக்கும் கேங்க என்னங்கங்க போய் பால் பைகிட்ட வாங்கிட்டு வாங்க ஏமா உங்களுக்கு பால் ஆட்டி கொடுக்கணும்ல நான் டேய் குட்டிச்சிட்டி என்னடா ஹே சாலுக்கு வரலாம் உங்க எல்லாரத்தையும் நான் குமரगंज காச்சிரன் பாத்துக்கோங்க. ஏன்டா குட்டிச்ட்டி உங்க அம்மாக்க உருப்படியா கஞ்சியே காச்ச தெரியாது. இதெல்லாம் நம்மள வேற குமரगंज காச்சிரன் வேற சொல்லிட்டுப் பறறளேடா. குமரगंजயா அது நல்லா இருக்குமாப்பா? ம் செம்மியா இருக்கும்டா நீ அடப்படிக்கு போ உங்க அம்மா தருவாங்க. அம்மா ரெண்டு கிளாஸ் குமரगंज ப்ளீஸ். குமரगंज தானே இந்த காச்சிரன். ஏய் குட்டிச்ட்டி உன் கண்ணுக்கே என்னடா ஆச்சு? என்னடா ஒரே ராஸஸா இருக்கு. ஐயோ ஆமாம்மா வறுப்புளி மாதிரி ஒரே கோடு கோடா இருக்கு. இப்டியே வெளிய போனா இந்த சோறே குட்டச்சட்டியை கண்ணாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்து கண்ணு ஃபுல்லாக ஒரே ராசா வந்துருச்சு என்னாலலாம் முடியாது எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நீ கூட்டு போயிட்டு வந்துடு அப்படியா செய்ய நான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்போ நாங்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி சுட்டு வச்சுருங்க அப்படியே மதியத்துக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிருங்க மறக்காம ஹேமா வரைக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுருங்க அது போக அண்டா நிறையா பாத்திரம் இருக்கு கதையும் கழுவி வச்சுட்டு வாஷிங் மிஷின் ரெண்டாம் துணியும் போட்டு வச்சிருங்க வரதுக்குள்ள இல்லடி குட்டிச்சட்டியை நானே கூட்டு போயிட்டு வந்துடுறேன் நானும் காலையில சீக்கிரம் ஏது மார்ச் டுறமா ஐயோ குட்டி ஜெட்டி வாடா ஓடிரும் ஏப்பா ரட்டி ஷர்ட் எங்கயோ டாக்டர் டேய் அரை டவுசர் போட்ட முள்ளங்கி கொஞ்ச நேர புழுக்கமா இருக்குன்னு ஒயிட் கோட் கட்டி வச்சா என்ன இதே காலைக்கறியா நான் தான்டா MBBS படிச்ச டாக்டர் ஏன் டாக்டர் அண்ணா நீங்க MBBS படிச்சீங்க ஓக்காண்டரத்துலயே படிச்சிருக்கலாம்ல ஆ ஐயோ டேய் கரண்ட் கமின மாட்டேனா காக்கா மாதிரி கண்ணை வச்சிட்டு காண்டேட்டிட் இருக்கா வந்த விஷயம் என்னன்னு சொல்ல ஓ அது இங்க நான் தான் சொல்லணுமோ அப்புறம் நீ இன்னாத்துக்கு டாக்டர்க்கு படிச்சீங்கோ இத கூட கண்ணு புடிக்கே தெரியலena சாமி― வலிக்கவும்ப்பையும் ஏண்டா நாய்க்கு போறப்பறம் ஏதும் திரடி தண்ணியா கண்ணு پورا ஒரே poreயா இருக்கு சரி ஐட்ராப் ஊத்தி இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கண்ணைத் திற. ஹே என் கண்ணு சரியாயிடுச்சு நல்லா தெரியுது எங்க டாக்டர் ஆ டாக்டர் தாத்தா ஐயோ இவ்ளோ நேரமா நான் அண்ணினா சொன்னே சாரி தாத்தா வா சார் நீங்க உங்க பையனை கூட்டி போங்க அடுத்த வாரம் வாங்க. பை டாக்டர் தாத்தா போடா டேய் டோமரு ஹாய் फ्रेंड्स